என் உள்ளத்தை நீரப்பழிகூற செய்யும் அபிஷேகநாதரையா என் கண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்தும் அபிஷேகநாதரையா என் உள்ளத்தை நீரப்பி களி கூற செய்யும் அபிஷேகநாதரையா என் கண்ணீரை துடைத்தும் கரம் பற்றி நடத்தும் அபிஷேகநாதரையா ते करम पर a நாத என் கண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்தும் அபிஷேக டுவே உள்ளத்தைப்பூர செய் அபிஷேகநாதரையா என் கண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்து அபிஷேகநாதரையா என் உள்ளத்தை நீரப்பி களி கூற செய் ம் நடத்தும் அபிஷேகாதரைய கூற செய்ய அபிஷேகநாதரையா என் கண்ணீரை கூடைத்துண அபிஷேகநாதரையா என் உள்ளத்தை நீரப்பி களி கூற பற்றி நடத்தும் அபிஷேக்